ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்றைக்கு வந்து அர்ஷல் வந்து ப்ராங் பண்ண போகிறோம் எப்படி ப்ராங்க் பண்ண போகிறோம்னா நம்ம சின்ன வயசில் வந்து கடைங்களெலாம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அது கூட ஒரு பூச்சி கூட கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னா பபிள்ஸாக மாதிரி அந்த பூச்சியெல்லாம் பெருசாக மாறும் அந்த மாதிரி நேற்றுக்கு தான் நான் வந்து கடையில் வந்து நான் பார்த்தேன் நான் அது வாங்கிட்டு வந்து சின்ன பாட்டிலில் தான் போட்டு வச்சுருந்தேன் படக்கார சொன்னால் ரொம்ப பெருசாக வரும் ஒருவேளை நான் சின்ன பாட்டில் போட்டதுனால குட்டியாக வந்தான்னு தெரில இங்கே பாருங்கள் பூச்சி வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்குது இதை விட பெருசாக வருமானு எனக்கு தெரில ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இவனுக்கு வந்து பபிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு பபிள்ஸ் வேணும் பபிள்ஸ் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான் ஆனால் அந்த பூச்சியை பார்த்து அவன் ரொம்ப பயப்படுறான் அவன் கிட்டே கொண்டு போகும்பெல்லாம் பயப்படுறான் அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா இவனை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தேன்டே பூச்சி கடிச்சிக்கிட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை கலாய்ச்சிட்டே இருந்தேன் அவனும் ரொம்ப பயப்பட பட்டுட்டேன்ான் அப்போ தான் எனக்கு யோசனை தோணுச்சு இதை வச்சு நம்ம அவனை ஃபேங் பண்ணலாம் அப்படின்னு வாங்க அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ச்செல்லingen வா அய்யோ نجيவா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ மாக்கிங்க இங்க வாங்க இங்க வாங்க செல்லம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கப் போறேன் உங்க வீட்டு புள்ளைய எல்லாரே என்ன நிஞ்சிருக்காங்க வந்துட்டு ஆகாய் காமிங்க கை காமிங்க கை காமி விரிச்சு காமி கை காட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கட்டா குடுக்கட்டா ப்பாக்குள்ள எல்லாம் போட முடியாது எடுத்துட்டா காடிக்குமா எடுத்துக்காத கையில காடிக்குமா பண்ணுங்க